மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை தூண்டும் வார்த்தை இது உங்களுக்காக ஐஸ்வர்யத்தின் மாதம் ஐஸ்வர்யத்தின் மாதம் போடலாம் நினைச்சோம் ஐஸ்வரம் அவரின் ஐஸ்வர்யத்தின் மாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவரின் ஐஸ்வர்யத்தின் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் அடிப்படையில் பண்ண முடியாத உங்களை உற்சாகப்படுத்துகிற புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனம் இந்த மூல வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த நாளோட செய்திக்கு கடந்து சொல்லுவோம் யத்தின்படி ஏமே இங்கிலீஷ்ல வாசிங்க பாக்கலாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்களுடைய தேவைக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவா நிறைவாக்குவா இந்த வசனத்தை நாம் பல விதங்களில படிக்கப் போகிறோம் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச போகிறது உங்கள் தேவைகள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன் ஊடக தேவைகள் வசனத்தில் உங்கள் குறைவைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா கையில் எடுத்துக்கா வானத்துக்கு அனுப்பிடலாம் பரவதுக்கு அனுப்பிடலாம் இந்த உலகத்தில் வாழுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவைகள் கண்டிப்பாக இருக்குது இருக்கா இல்லையா நீங்கள் தேவைன்னு சொல்கிறவங்க பக்கத்தில் போய்ட்டு காப்பி அடிக்கணுன்னு அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தேவையில்லைப்பா உன் தேவைகளை எதாவது சொல்லுப்பா நான் எழுதிக்கிறேன் சொல்கிற அவசியமும் இல்லை எல்லாருக்கும் தேவை இருக்கிறது அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் யாரும் சரி எல்லாருக்கும் ஒரு தேவைகள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் காலையில நான் இன்னைக்கு வருத்த ஒரு தம்பியை கால் பண்ணலான்னு பண்ணான் அவனோட ரீன்டோன்ன ஒரு பாட்டு எனக்கு ஆச்சரியம் இருந்தது இன்னைக்கு ஏத்த மாதிரியே வந்தது எனக்கு வேற எது தேவையில்லை நீ மட்டும் போதும் I was just laughing at it. எனக்கு வேற எந்த தேவையில்லை நீ மட்டும் போதும் உனக்காக கண் So, அது ஒரு தேவை இல்ல தேவைகள் பல பல விதங்கள் இருக்கு ஒருமுறை ஒரு குழந்தை அப்படிதான் ஒரு சின்ன பிள்ளை வந்து அவ ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க தூரத்துலேருந்து அவங்க தாத்தா பார்த்துட்டே இருந்தாரான் இந்த குட்டி பிள்ளை நல்லா ரொம்ப சின்சியராக சோம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தார் அப்போ அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவர்கிட்ட கண்மணி என்னப்பா சிவம் பண்ண நீ இவ்வளோ ப்ரே பண்ணியே அப்பா அவ சொன்னா தாத்தா எனக்கு பணம் இல்லை பணத்தை கேட்டது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே தாத்தா சொன்னார் ஹே உன் வயசில் நான் தெரியுமா ஞானத்தை தாங்க படிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு நான் ஜோமன் நீ போய் பணத்தை தீ அந்த பிள்ளை சொன்னச்சா தாத்தா யார் யாருக்கு எது எது இல்லையோ அதான் கேட்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப கரெக்டாக இருக்கான் இந்த என்னோட தேவை என்ன என்பதை ஒருத்தர் சொன்ன அது சிலருடைய மளிகை சாமான் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த PHILOSOPHY இந்த காரியத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தேவை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது கடவுள் படைக்கும் பொழுது அல்ல தேவன் படைக்கும் பொழுதுன்ற ஒரு அத்தியாவசியத்தை மனிதனுக்குள்ள வந்திருக்கும் என்ன ஆகிருப்போம் உலகமே சோம்பல மாட்டோம் உழைப்பு இருந்திருக்காது வயிறே ஆண்ட உண்டாக்கினார் தேவை your needs shape your behavior correct then era ke inna appu irukku or tambi or tambi avan ore edathla paarthadu avan first time avan varum uludhi ninga namamaatinge avan amalla first time varum uludhi avan kittadatta or 10 perude saapadu sapravan applu saapadu sapravan படகிடுச்சு மாத்தக்கூடியதாக ஆரம்பிச்சு அவனோட தேவைக்கு அப்பொழுது சாப்பாடு கிடைக்காத நாட்கள் இருந்ததுனால கிடைக்கும் பொழுது நிறைய சாப்பிடுறதுக்கு சாப்பாடு நமக்கு எப்பவுமே கிடைக்கும் செக்யூரிட்டி இருக்கு என்று நினைக்கும் பொழுது அதை பத்தி கவலை வாசிங்க பாக்கலாம் நீதிமொழிகள் ஞானி என்ன அடக்க சொல்ற நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல இந்த ஞானி என்ன சொல்லுகிறார் தெரியுமா பண்ணியும்ருமை அடைவார உண்டு behavior how we are approaching your need determines your behavior although they change your behavior today I'm going to talk to you yet another beautiful principle from the world all that live psychological Maslow hierarchy of needs in this solider than a or in ethani perad keli patrick in a Maslow hierarchy of needs என்ற அடிப்படையில மனிதனை அடையாளம் காட்டுகிற அந்த பிரின்சிபிள் அந்த லாஸ் அந்த அவர் வடிவமைத்திருக்கிறார் மனுஷனுக்கு அத்தியாவசியமாய் வாழ்கிற அல்லது சாதாரணமாய் இருக்கிற மனிதர்கள் எந்த லெவலில் இருப்பாங்க sapade drinking unavu unavaila agundha satch cloth idella physiological needs so the first pyramid is physiological needs the second one adu nalla poorthiyana peruke in the first level poorthiyana peruke adutha enna agudhu safety needs பாதுகாப்பான சில தேவைகள் சம்மதமாக கிடைச்ச பிறகு லவ்ஷன் ஐந்தாவது Self-actualization needs. In the pyramids, in the, in the needs, the people who are living in the pyramids. But the behavior is living in the pyramids. If you look at that, it's physiological needs. For food, for drink, for shelter, for food, for food. There are other people who are living in it the world. எனக்கு காலையில பசிக்குது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேவைகள் பூர்த்தி ஆன பிறகுதான் ஒரு வேலை தேவை அவங்க சம்பாதிக்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் தேவை அல்லது ஏதாவது அவங்களுக்கு ஒரு இது தேவை அப்போ தான் அவர்கள் செட்டில் ஆக அதனால தான் இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்லையே இன்னும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலையில் கூட சரியான பிடிப்பு பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெ லெவலில் அவங்களுக்கு என்னாகலை பூர்த்தி ஆகல ஆஃப்கோர்ஸ் இந்த சேஃப்டி நீட்ஸ் வரும் பொழுது ஏன்னோ என்னாகும் த ஃபெகண்ட் இந்த டவு டவுன் த லேயர் பூர்த்தி பிறகு என்ன ஆகுது மூன்றாவது ஒருத்தனுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு தங்குற இடம் இருக்கு நல்ல உடை இருக்கிறது எங்க போதும் தேட ஆரம்பிக்குது அங்கதான் அவர்கள் அந்த அன்பையும் அல்லது பார்ட்னர்ஸை தேடுற அந்த நீட்ஸை அவங்களுக்குள்ளே போகிறாங்க ஒன்ஸ் தி கெட் தட் லெவல் அது ஃபோர்த் லெவல் கோஸ் ஆன் த எஸ்ட்ரீம் நீட்ஸ் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ்னா Ego நான் இந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஒரு தம்பி அழகாக எனக்கு ஒரு முறை கவுன்சிலிங் வரும் பொழுது ஒரு நல்ல தம்பி you know, he had this thing right, he had this instinct அப்போது இது எல்லாமே அவனுக்கு வந்து இனிஷியலாக அவங்க கஷ்டம் இருந்தது நல்ல ஒரு வேலை கிடச்சிது இப்போது ஒரு அதை காட்டுற ஒரு நல்ல வேலை வந்தோடனே இப்போ அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது எனக்கு இந்த இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது உடனே ஆவியான சொன்னார் கிளியராக சொல்லிடா ஓகே நவ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு லெவல்ஸ் இஸ் நாட் ஹேவிங் த விஷன் அண்ட் தட் இஸ் ஒய் இ இஸ் கோயிங் இன் திஸ் நேஸ் அப்போ அந்த கவுன்சிலிங் சொல்லும்பொழுது அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு இஸ் சார் ஐ கேம் அவுட் ஆஃப் தட் திங் இது நடக்கிறதான Now, Now, coming to us, now coming to to us. us. How மனுஷனுடைய சொல்லப்பட்ட அந்த பிரிசிபிள் நாம எல்லாரும் சாப்பிடணும் நமக்கு தேவைகள் இருக்கு நமக்கு வேலைக்கு குடிக்கணும் நமக்கு என்ன என்ன தேவை இருக்குது உடை தேவை இருக்கிறது தங்குகிற இடம் தேவை இருக்கிறது எஸ் ஆனால் இங்கே எங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் நான் ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டில் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது அது யாராக இருக்கட்டும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் பாஸ்டராக இருக்கட்டும் இல்லை மினிஸ்டராக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி எல்லா லெவல்லையும் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது தேவிட பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கு தேவை இல்லை என்ற வகையுக்குள்ள போகாமல் அப்போ உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அல்லது இந்த பிரமிட்ல சொல்லப்பட்ட பிஹேவியருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் வெரி சிம்பிள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மட்டும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவை அறிந்த நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் தேடுறோம் இந்த உலகத்தினுடைய தேவைகளை காட்டிலும் வரப்போகிற உலகத்தின் தேவைகளை அதிகமாக நாடுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் may i think uh, you understood that I am telling you I you understand yes. the difference between you and the other person you and the next person in your office the you and the next neighbor is they are concerned about the worldly needs ஏனா அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் இந்த உலகத்தில் நான் எடுத்து உடனே நான் என்ன செய்வேன் இப்ப கேளுங்க பில் அசிஸ்டருக்கு என்ன பண்ண போறώνει என்னடா கோலம் வைக்கணும் அத என் பையனுக்கு பிடிச்சமான கோலம் வைக்கണமே எரா கோலம் வைக்கணுமா இல்ல சொரா புட்டு வைக்கணுமா இப்படி யோசனை போ the same thing the world alert motherக்கு இருக்குத் தான் பட் beyond that what உலகத்தின் தேவைகளுக்காக மட்டுமல்ல வரப்போகிற உலகத்தினுடைய தேவைகளுக்கே நாம் அதற்கும் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம் இப்போதான் சொன்னேன் செலிப்ரேட் பண்ணணும் சொன்னேன் நல்லா செலிப்ரேட் பண்ணுறீங்கப்பா சூப்பரா அது அது எப்போதான் மாறப்போகுதுன்னு தெரியல வரப்போகிற உலகத்தின் தேவைகள் இந்த உலகத்தின் தேவைகளை சில நேரத்தில் இருக்கும் பொழுது என்ன அழகா அட்ரஸ் தெரியுமா இல்லையா Tell ya That is when are India? Oh And that is why you and me are so different You and me are so different Under <laughs> Chennaar Vaasingapakla Matheyu Aram Adhigaram இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என்ன சொன்னாரு சொல்லுங்களேன் But the, the difference between you and the other, the worldly theology or the worldly philosophy says, the basic things, if you reach the sea, you can have the same way as being in an eye, and not really defined the law of peaceful worship in Jesus Christ, And that is, although you shall not be afraid when happening when you knod. உங்கள் ஜீவனுக்காகவும் கூட என்ன பண்ணாதீங்க அதுக்காக கூட்டு போக முடியும் தங்கச்சி நீ எதை சாப்பிடற எதை குடிக்கிற என்ன உடத்த அதுக்குளக்கம் சொல் தெரியுமா ஆனக்கு அதிக மனுஷ கோ பொழுதனைக்கு மத்தியான சாம்பார் சாதம் நைட்டு சப்பாத்தி பரோட்டா குருமா லிஸ்ட் இருக்கு அதுதான் நம்ம வித்தியாசம் because you do not even have the list of your food you have the list of your life because your life is more greater than your food oh my god i'm so excited about this thing. i'm really excited nagarathi kattilum un jeevan melanadu jesus christ enna adakka solrar how it is difference it's, it's it's same as the masterless A rock is not a rock but it also shows you a difference why you and me are so different from that. Ammas, what do you say? What do you say? What do you say? What do you say? What are you say? What's your name? What's your name? You say that you are a body of your body and you are a body of your body. I think that you are a body of your body, இந்த பாதுகாக்கணும் உடையை பார்க்கலும் என்ன சரீரம் உடையை பார்க்கணும் சகோதரிமார்களுக்கு இங்க தான் பயங்கர சோதனைகள் இருக்கு பக்கத்தில் ஆபீஸ்ல இன்னொரு புது சுடிதார் போட்டு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு வந்து 2.0 எல்லாமே அந்த எங்கு எது இது பிரைஸ் நினைக்கிறேன் எவ்வளவு வாங்கணும் அதுக்கு ரைட் ஆனா டி நீட் பார் பாடி பாடியில் எசைஸ் பண்ணாமல் எத்தனை பேர் நம்ம நம்ம அதை தவறு விட்டுருவோம் விட் இத் அன்னைசசரி திங்ஸ் வி ஆர் நாட் பில்டிங் திஸ் பாடி விட் ப்ரொடக்டிங் திஸ் பாடி விட் ஷேப்பிங் திஸ் பாடி அண்ட் ஜீசஸ் ஏ உன்னுடைய உடையை கத்திலும் சரி மிக முக்கியமானது கான்சன்ட்ரேட் ஆன் தட் உடை எப்போ நம்ம எது ஒன்றா போட்டு பரவாயில்ல which is very important as one rich man and only he should have experienced z applying his forthright and takes the rest of her money in order to get present at critical point slaves do not charge that True so if we can use it and help rave உங்களுக்கு உங்களுக்கு எது the worldly people, they they they are are yes. are concerned concerned concerned about about about food, dress, what to drink. but but we, are, we know, தேவை ஒரு விசேஷமான இருக்கு என்னது Jeevan சங்கம் அப்புறம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகளை என்ன பண்றதுல விதைக்கிறது சேர்த்து வைக்கிறது உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் சிம்பிளான இந்த தேவைசிச்சா ஒண்ணு வீட்டுல பிடிக்கலன்னா டக்குன்னு எங்க போயிடுவாங்க பிரியாணிக்கு போயிட்டு வர மோமோ சாப்பிடாம இருக்கு பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் என்னைக்காவது காகத்துக்கு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா கா பருந்துக்குழுகக்குழுகு ரெஸ்டாரெண்ட் கழுகையார் வந்து சாப்பிடலாம் விருந்து சிங்கத்துக்கு அப்படி இறைச்சி இருக்கா நோயோசிட்டியில இவளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ உணவு தேவைப்பட தெரியுமா நீங்கள் கேட்டீங்க மலைச்சிருவீங்க கரெக்டாக பிரியா உங்கள் வீட்டில் நாலு பேர் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு எவ்வளோ கஷ்டம் இட்ஸ் நாட் ஈஸி திங் இட்ஸ் நாட் ஈஸி திங் அதுக்காக அம்மா நம்ம நல்ல கைகளை தட்டும் That's not an easy thing, but remember, the same thing for, for animal kingdom, Where are the animals? Who will get there? That's what I told you. That's what I told you. Who will get there? Who will get there? Who will get there? Who will get there? Who will get there? Who will get there? you ஒரு முழத்தை கூட்ட முடியுமா கவலைப்படுறதுனால கூட்ட முடியும்பிடுச்சு கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன Inner in a beautiful illustration you could do it and that is why you need to find nature because you find God in nature How many of you do this thing? Amen God is not in nature, you find God That is why Jesus is telling In that verse, what do you do? What is it? What is it? What is it? Uh, flowers, lollies How many of you wonder? If you look at the top of your eyes, you can see anything and you uh, can see it too. If you look at it, if you look at the table, it's like this. If you look at it, you can see it. No, no, no, no. This is where Jesus is banging on. In blood. எடுக்காங்க பட்டு பட்டு புழு பட்டு பூச்சியா முதல் கொண்டு யாருமே அது போட்டு அப்படிப்பட்ட யார் அதுக்கு கொடுத்தது யார் அதுக்கு கொடுத்தது நல்ல நல்லா அண்டர் பண்ணுங்க என்ன சொல்றாரு சர்வ மகிமையிலும் நல்ல கவனிங்க சர்வீங்க என் ஒயிட்ட பாருங்க புஷ்பத்தினோட ஒயிட்டை பாருங்க மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அது வந்து எதுல வளருது சில பார்த்தீங்கன்னா காவலர் இருக்கும் அது இருக்க அந்த பூசத்தை அந்த ஒயிட்டுக்கு சமமாக யாரு இதை குடுக்கறா சாவமன் முதற்கொண்டு சர்மமாக அதை உடுத்து வைக்கிறேன் அருமையான வாலிப தம்பி தங்கச்சியை சகோதர சகோதரி குடும்ப தலைவியே குடும்ப தலைவனே உன்னோட தேவை உன்னை ஆளுகை என்றால் உனக்கு ஆண்டர் கொடுக்கிற ஒரு பெயர் என்ன தெரியுமா இந்த கவலையே அவங்களை ஆளு வச்சு ஆண்டர் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு அற்ப விசுவாசிய என்ன அழகா இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுற காட்டு புள்ளுக்கு தேவன் இவ்வளவு கூட்டத்திற்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் செய்கிறவர்களுடைய கொஞ்சம் கேட்டாலும் அப்படியா தேவைகளால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது அற்ப விசுவாசிகளேஸ் You are leaving your needs to rule your life. Remember, but if you rule the needs, you are doing all of them, Charles. What is your statement? Tell me about it. That is... That is... ...michayam... ...visseishith manavarukal. மன கவலைகளை தீர்ப்பதற்கு இந்த மாந்திரம் இந்த மந்திரிகம் அதெல்லாம் தேடி போக வேண்டாம் வெரி சிம்பிள் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை விசேஷித்த மாணவர்களையும் உங்களை உடுத்துவிக்கிறவராயும் போஷிக்கிறவராயும் உங்களை குறித்து கரிசனம் உள்ளவராயிருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு என்றால் உங்கள் தேவைகளை நீங்கள் ஆளுநர் செய்கிறவர்களாக இருக்கின்ற இருக்கா அடுத்தது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கிறீங்களா இந்த ஞானம் எவ்வளவு விசேஷமான ஞானம் ஏசு அழகா சொல்லுங்கள் ஆகாரத்தை பார்க்கலாம் எது மிக முக்கியமானது ஜீவன் முக்கியமானது உடையை பார்க்கலாம் எது மிக முக்கியமானது சரீரம் முக்கியமானது உன் ஜீவனுக்குரியதும் தேவன் கொடுத்த அந்த சத்யத்து குறித்தும் அதிகம் தேவைகள் என்ன என்பதை அதை அறிந்து நாம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் விசேஷித்தவர்களையும் அதிக நிச்சயமுடையவர்களையும் இருக்கிற இன்னைக்கு நான் இந்த பிரமிடுடைய கடைசி இதில் இருக்கிறது தான் ஆனால் இந்த ஐந்து பிரமிடு இந்த பிரமிடோட ஐந்து ஸ்டெப்புக்கும் ஒரு கேன்சலேஷன் And that's why your mind should be free, it should be happy, it should be joyful, samdhoshma, samadhanama, illa <laughs> ipparathil mikkodha, dilanthu <laughs> orum valkira valkanik irukkavadu. Hallelujah! Kavadik padukkiruddin nalai? Ormulethe koottu midiipa? Hahaha! Koraykodhaa mudiipa. Enne korayipa? Nalilla illukkram mokarthe, upindu naakki duwein. இப்படி இருக்கிற ஷோல்டரை இப்படி ஆக்கிடும் அதனால தேவைகள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது நீங்கள் தேவையை ஆளுமை செய்ய வேண்டும் மெக்சிகோல ஒரு ஒரு பயணி போய்ட்டு இருக்கும் டிராவலர் போகும்பொழுது அங்கே பா ஒரு காலியத்தை கண்டு வியந்தார் ஒரு ஆற்றுக்கரையில் பெண்கள் துணித்து வச்சிட்ருந்தாங்க அப்போ அவர் பார்க்கும்பொழுது அந்த பகுதியில் ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஹாக் ஸ்ப்ரிங்ஸ் வெந்நீர் வருகிற ஊற்றுகள் இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வாட்டர் இந்த பெண்கள் துணித்து வைக்கும் பொழுது அவர்கள் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் நல்லா ஊற வச்சு இலவசமாக வருது நல்லா அதோட ஊற வச்சு அந்த சுடத்தண்ணில அவங்க நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோல்டு வாட்டரில் அதை அலசி காய் வைப்பாங்க இவருக்கு இதை பார்த்த உடனே நம்ம கண்ட்ரெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்பிரிங் கோல்டு வாட்டர் ஒரே நேரத்தில் இவங்களுக்கு அழகாக இவ்வளோ வேலை நடக்குது உடனே அவர் கூப்பிட்டு போன கைட் கிட்ட கேட்டாரா இந்த ஜனங்கெலாம் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்கல்ல கொடுத்து வச்சவங்கள உடனே கைடு சொன்னாராம் நாட் சோ கிரேட் பிகாஸ் காட் ஃபார்ம் இந்த ஜனங்க நன்றி இல்லை காரணம் என்னன்னா தேவன் நான் உங்களுக்கு சோப்பு கொடுக்க மறக்க மறந்துட்டாரு அதுதான் கோல்ட் ஸ்பிரிங் இருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி மனுஷன் உடனே ஒரு டக்குன்னு எழுதிருவான் சோப் இல்லையே சோப்பு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு படி யோசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க ட்ரெஸ்ஸு மரத்தில் காஞ்சி தொங்குச்சுன்னா நான் போய் எடுத்து டெய்லி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க How you are defining your attitude. வர் எ நாள் அவங்க சக்கு வழி பண தேவைிருந்த நாட்கள்ண்டுசுவாசம் என்ன தெரியுமா தேவன் என்னை சைனாக்கு அனுப்புவார் என்றால் தேவன் என் தேவைகளையும் அதை பூர்த்தி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று அவங்களுக்கு சைனாவுக்கு முன்னொரு மிஷினரிகள் வருவாங்கன்றால் முன்னொரு மிஷினரிகளுடைய தேவைகளை அவரே செய்து நிறைவேற்றுவார் என்று அதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஆதாரம் தேவனை எல்லாவற்றையும் செய்வார் அல்ல இல்லையா தேவைகளை நாம் ரூல் பண்ண அல்லது அவைகளில் ரூல் பண்ண நாம் இடம் கொடுக்கறதில்ல அவைகளை ரூல் பண்ணுகிறவருக்கு நாம் இடம் கொடுத்து அவரை நாம் கண்ட்ரோலில் அவருடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் கவலை என்பதே இடங்கள் நாம் இருக்கிறது கவலைக்கே இடமில்லை யூ கேன் ஃப்ரீ ஃப்ரம் யோர் stress your Grțu your reprecussions of your stress If people come in order to lay their control you come by LOU było Your God My God Multiple clinical trials The kind of maturity Getting their family Be full Be full Be full Be full Be full Be full Be full I'm not Be full Again, again, again, oh my Jesus, come on everyone, stand up, let's stand up, I mean, hallelujah. I'm going to ask you guys, I'm going to ask you guys, I'm going to ask you guys,